ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வியர்வர் சிறுமுகை கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோல பார்க்க போது நீங்க பலூன் பிளவுஸ் ஹாப்ங்க நீம் சரி அப்படிங்கிறது சில்வர் ஆர் கோல்டு சரி கூட நம்ம கலர் த்ரெட் வந்து சில்வர்னா ரெண்டே கலர்ல மட்டும் வரும் இதே ஒன்று கலர்ஸ் பண்ணி மேக் பண்ணோன்னா டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸ்ல புட்டாஸ் மேக் பண்ணலாம் பல்லூல வரக்கூடிய அதுதான் நீம் சரி சாரி நம்ம செவன் சிக்ஸ் ஒன் பாடி ஆஃப் சேரி பிளவுஸ் ஹாப் ஒயிட் இதுல உங்களுக்கு பாட்டம்லாம் பழுவன் பிளவுஸ் ப்ளீச் கலர்லயே இருக்குங்க இந்தியர் மேடு ஒவ்வொரு சாரி கூட கட் ஆயும் சில்க் மார்க்டாக வந்துடும் சாரியோட லென்த் கண்டிப்பா 6.2 meters சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இன்க்ளூடிங் பிளவுஸ் இருக்குங்க பிளவுஸோட லென்த் அபவ் செவன்டி சென்டிமீட்டர் இருக்குங்க இந்த சாரீஸ் பியூர் சில்க்குனால கண்டிப்பா டிரைவர்ஸ் தாங்க பண்ணணும் Body of sari Ink Blue Color, and blows gray Color In the video more than 10 sari's 6, Cash and 10 Work உங்களுக்கு கிடைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் டூ ஹண்ட்ரட் சாரி புக் பண்ணும் போது உங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் வாங்கிக்கலாங்க internationl shipping available na international shipping ku shipping charges extra varunga sari number 764 body of sari brown pallu and blouse beige inna sarisa neenga whatsapp mulama book pannikalam whatsapp number description la irukkunga 9043809562 idhu dha varna udiye main whatsapp booking numbernga இந்த நம்பருக்கு தயவு செஞ்சு டெக்ஸ்ட் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நீங்கள் வாய்ஸ் மெசேஜோ அல்லது அந்த சாரி அனுப்புற அந்த வீடியோவுடைய லிங்க் அனுப்பி நீங்க கேட்டீங்கன்னாலோ ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரே மெசேஜ் ஸாரியுடைய கோடு அனுப்பி நீங்க புக் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா இமீடியேட்டா நம்ம பார்த்து அந்த சாரி அவைலபிளா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது புக் பண்ணவும் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் நீங்களுக்கு ஆனதா கஸ்டமர் புக்கு இல்லைன்னா அது சோல்டா இருந்ததுன்னா சோல்டுங்கிறோம் டபுள் சிக்ஸ் இது ஜரி border இருக்க குறியது இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்ததெல்லாம் borderlessல இருந்தது இப்போ ஜரி borderல இருக்கு. பளவன் ப்ளௌஸ் ரம்மன் 그린லயும் body of saree डबल ஷேடுங்க. pink ல இருக்கு அதாவது மேஜந்தா and pink combination ல இருக்கு. டார்பன் பாட்டம் ஜரி border வந்திருக்குங்க. நெக்ஸ்ட் saree நம்பர் 767. 767 borderless saree body of saree purple dark purple பளவன் ப்ளௌஸ் beige purple and beige combination 767, number பர்பிள் option பெய் phone செவன் google ப்ரீபேமெண்ட் pay, paytm, account transfer இந்த நாலு options இருக்குங்க எது வேணாலும் நீங்கலாம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்ல சிங்கிள் சாரீ கூட நீங்கள் நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்தியாக்குள்ள எங்க சென்ட் பண்ண சொன்னீங்கன்னாலும் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் வாங்க மறுபடிய 769 நீங்க தாராள ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சாரியுமே நாங்கள் செக் பண்ணி தான் சென்ட் பண்ணுறோம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த வித டேமேஜுமே இல்லாம தான் உங்களுக்கு வரும் அப்படி நீங்கள் டேமேஜ் இருக்குதுன்னு அப்ரோச் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ பார்சல் ஓப்பன் பண்ணுறதுலேருந்தே சாரி ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அந்த வீடியோலையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த நம்பற மாதிரி இருக்கும் அது ஒரு ப்ரூஃபாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரி ப்ளூ கல்வன் ப்ளவுஸ் பேச் சாரியுடைய நம்பர் செவன் செவன் ஜீரோ சாரி நம்பர் பாக்கிறது பிளவுஸ் கிரே கலர் இஷ்யூஸ்வாலிட்டி இஷூகோ கைத்தறி மார்க்ஸ்கோ கண்டிப்பா ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க கலருக்குவன் செவன் டூ சாரி நம்பர் என்ன சாரீஸ் பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சாரியுமே இந்த Certification சர்டிஃபிகேஷனோட தான் உங்களுக்கு கிடைக்குது தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்